அதுல கையில் ஆளுக்சப்பட்டு என்னப்பா யாரு யாருக்கு போட்டு பொட்டு வச்ச எங்க வச்ச அதான் நீதா வச்ச எங்க வச்ச எதுக்கு வச்ச பொட்டு யாரு கிட்டப்பட்டு பேசுற நீ வஞ்சமாயிட்டு பேசுறியா பேசு வஞ்சமாயிட்டு பேசு யாரு எது யாரு எது உனக்கு பாட்டி பாட்டி சொல்லு பாட்டி சொல்லு அப்பா பாரு பாட்டி சொல்லு பாட்டி மஞ்சள் ஏதா மஞ்சள் ஏதா எத்துக்காமி கையில் காமி எடு கொங்கு ஏதா பாட்டி பாட்டி கும்பிடு பாட்டி கும்பிடு பாட்டி கும்பிடு பாட்டி கே குங்க கேல வச்சிட்டு பாட்டி கும்பிடு பாட்டி